நமது கோவை மண்ணுக்கு பெருமை சேர்த்துவதற்கு அதாவது அதுக்கு முன்னாடி முத முதலே வந்து இந்த நம்முடைய மக்கள் நீதி மையம் பாராளுமன்ற தேர்தல் பதினைந்து மாத கட்சியாக இருக்கும்போது ஒரு பதினேழு நாள் தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஒரு பெரிய ஆரம்ப புள்ளி வைத்தது இந்த கோவை பாராளுமன்ற தொகுதி கோவை வழிநடத்தும் தமிழகத்தை என்ற ஒரு மேனிஃபெஸ்டோவை தலைவர் அவர்கள் இதே கோவையில் தான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் அப்போது ஒரு ரிலீஸ் செய்தார் ஆனால் அதற்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைத்தது மட்டுமில்லாமல் பதினைந்து பதினாறு பதினாலு ச சதவீத வாக்கு அளித்தீர்கள் இங்கே இருக்கக்கூடிய கோவை பாராளுமன்ற திமாக்கல் மாற்றத்துக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை தலைவருக்கு கொடுத்து இங்கே வந்து இந்த தொகுதியில் நின்று பழக்கரப்பியா அவர்கள் சொன்னது போல் மதத்தை ஒரு முன்வைத்து இங்கே ஜெயிக்க நினைக்கும் ஒரு கட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கும் இங்கே வந்திருக்கும் நம் தலைவரை இங்கே பேச அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் உயிரே உறவே தமிழே வணக்கம் இந்த மேடையில் அமர்க்கும் மக்கள் முதல் கூட்டணி கட்சி தலைமைகள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் வந்தனம் என் வணக்கம் ஒரு பெரிய மாற்றத்திற்கு அவர்கள் சரித்திர விளிம்பில் நின்று கொண்டு தமிழகத்தை சீரமைப்பதில் பங்காளிகளாக நின்று அவர்கள் பின்வருமாறு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சி திரு ரவி பச்சமுத்து அவர்கள் தலித் முன்னேற்ற கழகம் திரு அன்பின் பொய்யாமொழி மதசார்பற்ற ஜனதாதளம் திரு கே எம் பொன்னுசாமி புதிய விடுதலை கட்சி திரு எஸ் ஏ காஜா மொய்தீன் ஜனநாயக திராவிட முன்னேற்ற கழகம் திரு கே பி சரவணன் குறிஞ்சி வீரர்கள் கட்சி திரு ஆனந்த் வஞ்சித் பகுஜன் அகாதி திரு தங்கராஜ் பிரகதஷீல் சமாஜ்வாதி பார்ட்டி திரு லோகநாத் யாதவ் முதலில் பேசிய எனது சகோதரர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி திரு கே எம் ஷெரீப் அவர்கள் மக்கள் நீதி மையத்தின் வெற்றி வேட்பாளர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களை பெருமையுடன் இங்கு அறிமுகம் செய்கிறேன் கோவை வடக்கு திரு தங்கவேல் அவர்கள் சிங்கா நல்லூர் டாக்டர் மகேந்திரன் அவர்கள் கவுண்டம்பாளையம் திரு சுரபி பங்கஜ் அவர்கள் சூலூர் திரு ரங்கநாதன் அவர்கள் பல்லடம் திரு மயில்சாமி அவர்கள் வால்பாறை திரு செந்தில்ராஜ் அவர்கள் பொள்ளாச்சி திரு குமார் அவர்கள் கிணத்துக் கடவு திரு சிவா அவர்கள் உடுமலைப்பேட்டை திருமதி ஸ்ரீநிதி அவர்கள் திருப்பூர் வடக்கு திரு சிவபாலன் அவர்கள் திருப்பூர் தெற்கு திருமதி அனுஷா அவர்கள் தன் பெ தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் என்று பாரதிதாசன் சொல்கிறார் எனது தன்னை ஊருக்கு உழைத்திடல் யோகம் என வாழ்ந்தவர் காங்கிரஸ் கட்சியில் அவர் மினிஸ்டரா இருந்ததில்லை எம்எல்ஏவா இருந்ததில்லை சுதந்திர போராட்ட வீரர் ஆளும் நேரம் வந்தபோது அதற்கான ஆட்களை தனது கட்சிக்கு தேர்ந்து கொடுத்து விட்டு தன் தொழிலை பார்க்க சென்றவர் பற்றி எந்த கவலையும் படாமல் நாம் அமைச்சராக இருந்திருக்கலாமே என்றெல்லாம் கவலைப்படாமல் அமைச்சர்களை பலரையும் வீட்டுக்கு வரவழித்து அவர்களுடைய நண்பர்களாக சகோதரர்களாக பழகி அவர்களுக்கு தேவைப்படும் போது அறிவுரைகளும் சொல்லி வந்த ஊருக்கு உழைக்கும் ஒருவர் அவரின் மகன் தான் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு அந்த ஒரு குணாதிசயம் நல்லதொரு குணாதிசயம் என்று எனக்கு உணர்த்தி என் அறிவில் புகுத்திய அவரை வணங்காமல் இந்த உரை துவங்க கூடாது என்று நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் ஐந்து வயது சிறுவனாக களத்தோர் கண்டமாக முடித்து வரும்பொழுது என்னை ஒவ்வொரு மேடையிலும் பேசுவதற்கு அவர்தான் என்னை தயார் செய்வார் பெரியோர்களே தாய்மார்களே என்னை போன்றுள்ள சின்னஞ்சிறு குழந்தைகளே என்று துவங்கும் அந்த ஸ்பீச்சும் மனப்பாடமாக இன்னும் இருக்கிறது எனக்கு எதுக்கு சின்ன பிள்ளைய தொந்தரவு பண்ணுறீங்க இவ்வளோ நீளநிலமாக அவனை மனப்பாடம் பண்ண வைக்கிறீங்க நாளைக்கு நாட்டுக்காக ஏதாவது பேச வேண்டி வந்தால் தங்கு தடையின்றி அவன் பேச வேண்டும் அதற்காக பழக்ககிறேன் என்றார் அவர் ஆசைப்படி நான் ஒரு ஐஏஎஸ் படிப்புக்கு செல்லும் மாணவனாக முதல் வகுப்பில் தேர வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருந்தது நான் நடிகனாக வந்த பிறகு படிப்பை பாதியில் விட்டு விட்டு நடிகனாக வந்த பிறகு இப்போவும் ஒன்றும் தாமதமாயில்லை வீட்டில் இருந்தபடியே நீ நடிப்பு தொழிலை செய்து கொண்டு ஐஏஎஸ் ஆயிடலாம் நீ தான் தமிழ் சினிமாவிலேயே இந்திய சினிமாவிலேயே ஐஏஎஸ் படித்த முதல் நடிகனாக இருப்பாய் அந்த ஆசை படேன் என்று என்னிடம் சொல்வார் ஆனால் அவர் கனவை நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு ஈடாக என்னுடைய கட்சியில் நிறைய ஐஏஎஸ் படித்தவர்கள் இருக்கிறார்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள் சயின்டிஸ்ட்கள் இருக்கிறார்கள் அதாவது வெவ்வேறு விதமான டாக்டர்கள் இருக்கிறார்கள் படித்த ரெண்டு டாக்டர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள் படிக்காத ஒரு டாக்டர் நான் இருக்கிறேன் படித்தவர்களை என்னை சுற்றி வைத்துக் வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தேவையாக இருந்தது பிறகு அது பெருமையாக இருந்தது அதுவே எனக்கு என் வளர்ச்சிக்கு காரணமாகவும் இருந்தது என்னை என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் நன்கு கற்றவர்கள் அவர்கள் என் நண்பர்கள் மட்டுமல்ல எனக்கே தெரியாமல் எனக்கு ஆசிரியர்களாகவும் திகழ்ந்தவர்கள் என்னை கேட்குறாங்களே கோயம்புத்தூரில் வந்து ஏன் போட்டியிடுகிறீர்கள் என்றுபமான பதில் ஏன் கூடாது என்பதுதான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் என் மக்கள் வாழ்கிறார்கள் என் உறவு வாழ்கிறது என்னை போன்ற உயிர்கள் வாழ்கின்றன உயிரே உறவே தமிழே என்று சொல்வதற்கு முழு அர்த்தம் அப்போதாவது அவர்கள் விளங்கி கொள்வார்கள் நான் உணர்ந்து சொல்லும் மூன்று வார்த்தைகள் அவை அதை தொடர்ந்து சொல்வேன் என்பதுதான் உண்மை நடக்கப் போகும் உண்மை என்னிடம் கேட்கிறார்கள் கோயம்புத்தூரை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் ஏன் கூடாது என்பதற்கு பதிலாக என்னை பற்றி பேசும்பொழுது இவருக்கு சாதி கிடையாது மதம் கிடையாது என்கிறார்கள் இம் ஆரம்பத்திலிருந்து என்னை ஒரு ஒரு சாதி பிரிவில் அடக்கிவிடவோ மதப்பிரிவில் அடக்கிவிடவோ அல்லது நாத்தியன் என்ற சிறுபான்மை பிரிவில் அடக்கிவிடவோ முயற்சிகள் தான் நடந்து கொண்டே இருந்தன அப்படி அவர்கள் ஆசைப்படி மயிலாப்பூர்ல தான் நிப்பா இருப்பாரே அப்படின்னு சொல்றாங்க என் உறவினர்கள் அங்கு இருப்பதாக அவர்கள் கற்பனை செய்து கொள்கிறார்கள் என் உறவினர்கள் அங்கும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை சரி கோயம்புத்தூர்ல யாராவது இருக்காங்களா இருக்கு நான் சொல்றேன் இந்த மேடையில் இருக்கிறார் அதற்கு பிறகு கடத்திய நாற்பது வருட உறவு அவங்க பிள்ளை போய் கேளுங்க உங்க பெரியப்பாவது நான் கோவை தெற்குல எலெக்ஷனுக்கு நிற்கும் போது தேவைப்படும் என்பதற்காக ஏற்பட்ட உறவு அல்லது நாற்பது வருடம் நாங்கள் அவர் என் ரசிகராக வந்து நீங்கள் என் ரசிகராக மட்டும் இருந்தால் போதாது அதற்கு அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் உயர வேண்டும் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று சொல்வார்கள் உங்களை அதிலிருந்து நீங்கள் இன்று இளைஞர் இன்று கருத்த மீசையுடன் மெலிந்த உடலுடன் இருக்கிறீர்கள் நான் நாளை எல்லாம் மாறும்பொழுது அது மட்டுமே உங்கள் அடையாளமாக இருக்கக்கூடாது நற்பணி இயக்கமாக மாறுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த இயக்கத்தின் தளபதியாக நின்று அதை பேர் இயக்கமாக நடத்தி காட்டியவர் தங்கவேலு அவர்கள் உயிரே உறவே அந்த விழியில் அவரும் அடங்குவார் நான் நீங்கள் குடும்ப அரசியல் வேண்டாம் அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் இருந்துவிட்டு போகட்டும் குடும்ப அரசியல் அது இப்படி இருக்க வேண்டும் இதோ என் குடும்பம் இங்கே இருக்க இப்பொழுது மூன்று வருடமாக தெரிந்தவர்களெல்லாம் என் குடும்பமாக பழகி கொண்டிருக்கிறார்கள் அதை வளர்ப்பது என் திறமை மட்டுமல்ல தேவை மட்டுமல்ல அதுதான் சரியான முறை அரசியல் கட்சி என்பது ஒரு புறம் இருக்கட்டும் நான் செல்லும் இடமெல்லாம் என்னுடைய அறுபது சினிமா வாழ்க்கையில் என்னை இவ்வளவு தூரம் நான் இங்கே விரும்புது வசதியாக வந்தேன் என் காரில் வந்தேன் அந்த காசெல்லாம் எங்கிருந்து வந்தது நான் சம்பாதித்தது என்று சொல்லிக் கொள்வது ஒரு ஒரு விஷயம் நீங்கள் கொடுத்தது என்பதுதான் நிஜம் அது சிறுக சிறுக சில்லறை சில்லறையாய் கொடுத்தாலும் அதுதான் என்னை இந்த மேடையில் நிறுத்தி வைக்கிறது அந்த நன்றி கடன் என்னை இங்கே நிறுத்தி வைக்கிறது நான் டாக்ஸ் பே பண்ணிட்டேங்க என் வருமானவரியை சரியாக கட்டுகிறேன் தேசத்திற்கான சேவை என்பது அது போதுமானது என்று சொல்லி நான் கலைப்பணி மட்டும் செய்து கொண்டிருந்தேன் அதுவும் ஒரு விதத்தில் நியாயமாகப்பட்டது ஆனால் நாடு போய்கொண்டிருக்கும் போக்கில் எதவெல்லாம் மாறக்கூடாதோ அவையெல்லாம் மாறிவிட்டது அரசியல் அரசியல் அமைப்பு சட்டத்தில் என்னவெல்லாம் சத்தியங்கள் நாம் செய்தோமோ அதையெல்லாம் அசத்தியங்களாக மாற்ற முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதை பார்த்து கொண்டு நான் வெறும் கலைஞராக சாக கூடாது என்று எடுத்த முடிவுதான் மக்கள் நீதி மையத்தின் முதல் படி முதல் அடி முதல் விதை நான் அரசியலுக்கு புதிது என்கிறார்கள் அரசியல் என்பதன் அர்த்தம் என்ன மக்கள் சேவைதான் அதன் முதல் ஒந்தல் அந்த சேவையில் நாற்பது வருடங்களாக நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் அந்த அனுபவம் தான் எங்களுக்கு இன்று கை கொடுக்கிறது இந்த மூணு வருஷத்தில் பண்ணிட்டாங்க மூணு வருஷத்தில் பண்ணிட்டாங்கிறத நாங்கள் பெருமையாக நினைக்கவே இல்லை ஏன்னால் அது உண்மையும் இல்லை நாற்பது வருடமாயிற்று இந்த புகழ் எங்களுக்கு கிடைப்பதற்கு நாற்பது வருடமாக செய்ததுனால்தான் பரவலாக ஆங்காங்கே நாங்கள் பெரிய விளம்பரங்கள் செய்து கொள்ளாமல் அமைதியாக செய்த நற்பணிகள் எல்லாம் இன்று எங்கள் அடையாளங்களாக ஒவ்வொரு தமிழ் ஊரிலும் இருந்து கொண்டிருக்கிறது எங்கள் தொண்டன் உங்கள் தொண்டன் ஒவ்வொரு ஊரிலும் நான் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இருந்திருக்கிறான் அந்த விதை நான் போட்டது அந்த வசனமும் நான் எழுதியதுதான் என்று சொல்கிறார்கள் எக்ஷன் முடிஞ்சது நடிக்க போயிடுவார் அது என் தொழில் உங்களுக்கு அரசியல் தொழில் எனக்கு அது கடமை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இந்த வித்தியாசத்தினால் தான் நீங்கள் தோற்க போகிறீர்கள் இந்த வித்தியாசத்தினால் தான் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் வெற்றி என்றால் என்ன அளவிட்டு விட்டீர்களா என்ன விழுக்காடு என்று கேட்கிறார்கள் இந்த விழுக்காடு கணக்கு போட்டவர்கள் சொன்ன கணக்கெல்லாம் இதுவரை கரை அப்படியே நடந்திருக்கிறதா நடந்து விட்டால் சொன்னவர்கள் நான் சொன்னது என்பார்கள் அதை சொல்லி பழிக்காமல் போனவர்கள் வேறு பக்கம் பார்த்து விசிலடித்து கொண்டிருப்பார்கள் நடக்கும்போது நான் தான் சொன்னேன்னு சொல்லிக்குவாங்க ஸோ பத்து விஷயம் சொன்னால் அதில் ஒன்று நடக்கும் நடந்த பிறகு அது என்னது என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒருவர் வருவார் நாங்கள் அப்படி அல்ல நேர்மை ஜெயிக்கும் என்று நம்பி சொல்லுகிறோம் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் அதனால் அவ்வளவுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவ்வளவுதான் நீங்களுடைய விழுக்காடு கணக்கு எல்லாம் கணக்கு வேணுமா நான் சொல்லுகிறேன் முப்பத்தி மூன்று பர்சன்ட் இருக்கிறார்கள் இரண்டு கட்சிகளுக்கு ஐயா நான் நான் சொல்லுகிறேன் என்பதனால் இது நான் மட்டும் சொல்லும் உண்மையாகிவிடாது ஊடகங்கள் சொல்கின்ற உண்மை கணக்கெடுத்து அவர்கள் ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மூலமாக செய்தி பெற்று அதை சொல்லுகிறார்கள் நிலுவையில் இருக்கும் வழக்குகள் கணக்கில் இது குற்றவாளிகளாக அங்கே இருக்கிறார்கள் மீண்டும் இவர்கள் குற்றம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஓட்டு போடுவது ஒரு சாய்ஸ் இவர்களுக்கு ஓட்டு போடுவது இன்னொரு சாய்ஸ் இதில் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா இந்த பகுதி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எது பெட்டர் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்க மேடம் இங்கே போன எலக்ஷன்ல அற்புதமான ஓட்டுகளை எண்ணிக்கைகளை வாங்கி டாக்டர் அவர்கள் வாங்கியிருந்தும் வாங்க இருந்தும்ோற்றார் வென்றவர் கொடுத்த வாக்குறுதிகளை இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் அவர் மனசு மாறுறா கூட செய்யலாம் இன்னும் இருபது நாள் இருக்கு ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை என்பதுதான் ஊரறிந்த உண்மை கோவை தெற்கறிந்த உண்மை ஜெயிக்க வைத்ததற்கான குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதை அனுபவித்தவர்கள் நீர்கள் இப்பொழுது அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஏன் கோவை என்று என்னிடம் கேட்காதீர்கள் ஏன் கோவை என்பதை ஐந்து வருடம் கற்று கேட்கவே மாட்டீர்கள் நீங்கள் ஏன் என்று உங்களுக்கே புரிந்துவிடும் அதை கேட்டால் உங்களை முட்டால் என்று சொல்வார்கள் அதனால் கேட்க மாட்டீர்கள் அன்று அமைதி காப்பீர்கள் இன்றும் அமைதியாகவே இருந்து விடுங்கள் ஓரளவுக்கு அறிவு இருக்கிறது என்ற பெயரோடு தப்பித்துக் கொள்வீர்கள் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்தியாவின் மேன்செஸ்டர் என்றெல்லாம் பெயர் இருந்தது இங்கே தன் பங்கிற்கு திமுக கழகத்தினர் பதினாறு மணி நேர எலக்ட்ரிசிட்டி கட்டு செய்து இங்கே நடந்து கொண்டிருந்த சுபிட்சமாக நடந்து கொண்டிருந்த தொழில்களை எல்லாம் முடக்கி அவர்கள் வேறு மாநிலத்திற்கு ஓடி விடும்படி செய்தார்கள் அதற்கு பிறகு வந்தவர்கள் ஒரு லட்சம் கடனாக இருந்ததை ஏழு லட்சம் கோடி கடனாக மாற்றி விட்டு இருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் தரும் இலவசத்தை எல்லாம் கூட்டினால் இன்னும் கடன் கூடும் சுமை கூடுமே தவிர தண்ணி இல்லாத ஊர்ல வாஷிங் மிஷின் கொடுக்கிறவங்களுக்கு சொல்றது எவ்வளவு பெரிய கெட்டி கருத்தனம் தண்ணி இல்லை அப்ப இந்த பிரெஞ்சு மகாராணிக்கும் இந்த மகாராஜாவுக்கும் என்ன வித்தியாசம் பிரெஞ்சு மகாராணி பிரெஞ்சு புரட்சியின் போது ஏழை மக்கள் ரொட்டிக்கு கூட வழி இல்லாமல் தவிக்கிறார்கள் என்று செய்தி அவரிடம் சென்று அடைந்த போது சொன்னாராம் ஐயோ ஒரு ரொட்டி இல்லையா அப்போ கேக் சாப்பிடட்டுமே கேக்கு கிரீம் கேக் சாப்பிடலாமே அந்த மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய வாஷிங் மிஷின் தருகிறேன் என்பது குடிக்க தண்ணீர் இல்லை சாலை வசதி இல்லை மழை நீர் கால்வாய்களை கட்டவில்லை சாக்கடை நீர் கட்டவில்லை கழிப்பறைகள் இங்கே இல்லை எதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று கூட வித்தியாசம் தெரியாத இவர்களுக்கு ஆளும் தகுதியும் ஆளுமையும் இல்லை என்பது தெள்ளத்தெளிவாக உங்களுக்கு இந்நேரம் தெரிந்திருக்க வேண்டும் ஒருவன் பொழிப்புரை சொல்லி புரிய வைக்க வேண்டியது இது கவிதை இல்லை இது ஊழல் இதற்கு அர்த்தம் அனுபவித்த உங்களுக்கு புரியாமல் வேறு யாருக்கு புரியும் மத நல்லிணக்கத்தின் அவசியம் என்ன என்பதை இந்நேரம் கோவை உணர்ந்திருக்க வேண்டாமா இன்னமும் மதம் பேசிக் கொண்டிருக்க வேண்டுமா நாம் எல்லோரும் அதனாலதான் இவங்களால ஈஸியா கேட்க முடியுது நீங்கள் வேறு ஊராச்சா வேறு ஜாதி ஆச்சா நீங்கள் எப்படி இங்கே வர்றீங்கன்னு கேட்குறாங்க எனக்கு அது கிடையாதுன்னா அவங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது அதை வச்சு தான் அவங்களுக்கு பழப்பு இந்த விளையாட்டு தான் அவங்க பழப்பு இது இல்லாமல் எப்படி இவங்களுக்கு என்று லேட்ரல் thinking இல்லாமல் ஜென்ரல் thinking இல்லாமல் ஒரு மாதிரி வியாபார புத்தி மற்றும் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் கசானாவை சுரண்டுகிறார்கள் என்கிறார்கள் அவர்கள் தங்கள் கல்லாப்பட்டிகளை நிரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை தான் செய்வது குற்றமாகவே அவர்களுக்கு தெரியவில்லை ஒரு பெரிய பட்டியை ரொப்பிக்கொண்டிருக்கிறோம் அந்தப்பட்டி காலியானால் என்ன என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லையே இந்த மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருப்பதற்கு என்ன சொல்லிவிட்டு தன்னை தேற்றிக் கொள்வார்கள் என்ன சொல்லி இரவில் உறங்குவார்கள் அவர்கள் என்பது எனக்கு வியப்பாகவே இருக்கிறது ஆனால் இதுவரை அவர்கள் உறங்கி இருந்தால் அவர்களை உறங்காமல் செய்வதற்கு இங்கே ஆட்கள் வந்து விட்டார்கள் ஐயோ இவங்களை பார்த்ததுமே நல்லவேன்னு தெரிகிற மாதிரி இருக்கு இவங்க முகங்கள் பார்த்தால் படிச்சவங்கிறது முகத்திலேயே தெரியுது நல்லவர்கள் நல்லதை செய்ய விரும்புபவர்கள் அந்த லட்சணங்கள் தூக்கம் வராமல் தவிக்க வேண்டும் கரண்ட் கிட்ட இல்லாமல் எத்தனை நாள் எங்களை தூக்கம் இல்லாமல் பண்ணிருக்கீங்க இப்ப நாங்க வைக்கிற கரண்ட் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் செய்யும் பெருமையாத்தான் சொல்றேன் தற்பெருமை என்று நினைத்து கொண்டால் இது என் பெருமை அல்ல எங்கள் பெருமை பாருங்கள் எங்கள் விபி கிளை பாருங்கள் ரெண்டு பேர் இங்கே உக்காந்துருக்காங்க ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் வனிலா விவசாயத்தில் தமிழகத்தில் இருக்கும் வெணிலா விவசாயத்தை இந்திய அளவில் உயர்த்தி பிடிப்பவர் இங்கே இருக்கிறார் டாக்டர் அவர் பன்முகம் கொண்டவர் அங்க பாருங்க புதுசா வந்த எங்கள் உபதலைவர் அவர் வந்து ஜி கேட்டகரி சயின்டிஸ்ட் விஞ்ஞானி அப்துல் கலாமுடன் இருபது வருடம் பணியாற்றியவர் பல முதலமைச்சர்களுக்கு பல முதலமைச்சர்களுக்கு ஏழ்மையை போக்குவதற்கான திட்டங்களை வகுத்து கொடுத்தவர்களில் இவர் ஒருவர் முக்கியமானவர் இருபத்தி மூணு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான திட்டங்களை தேட்டி அதை செயல்படுத்த முடியாமல் இன்னொரு கோபப்பட்டு வேலையை விட்டுட்டு மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்துட்டார்கள் இன்னொருத்தர் அஸ்ஸாமில் இருந்து வேலையை திறந்து விட்டு ஐஏஎஸ் ஆபிசர் இங்கே வந்து எங்களுடன் சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ரங்கராஜன் அவர்கள் இப்படி நிறைய பேர் இங்கு இந்த மேடையிலேயே வரிசையாக சொல்லலாம் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த அத்தனை வேட்பாளர்களும் சாதனையாளர்கள் எனக்கு ஓட்டு போடு அப்புறமா உனக்கு நான் இதெல்லாம் செய்யறேன் சொல்றவங்க இல்லை நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன் நீங்கள் சொல்லாமலே இதையெல்லாம் உங்களுக்காக செய்திருக்கிறேன் என் கையில் அதிகாரத்தை கொடுங்கள் எங்கள் உங்கள் கனவு போல் எங்கள் கனவும் பலிக்கும் உங்களுக்கான சேவை செய்வதுதான் எங்கள் கனவு என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் இவர்கள் இவர்கள் எல்லோரும் தமிழகத்திற்காக தமிழகத்தை சீரமைப்பதற்காக என் பின்னால் என்று சொல்லுவதை விட என் கூட நடக்கிறவர்கள் ஆல்பர்ட் காமோ என்ற ஒரு பிரெஞ்சு சொன்னதை சொல்கிறேன் என் முன்னால் ஓடாதே உன்னை பின்தொடர எனக்கு மனம் இருக்காமல் போகலாம் என் பின்னால் நடவாதே உன்னை தலைமையேற்று நடக்கும் திறமை இல்லாமல் போகலாம் என் கூட நட வேறு ஒரு நாளையை படைக்கவும் அந்த நாளையை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் கூட்டத்தின் ஒரு சிறிய பகுதி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறது அதை இந்த மேடையில் இருத்தி அழகு பார்க்கும் பெருமை எனதாக மட்டும் இருந்து விடக்கூடாது உங்களுடையதாகவும் மாற வேண்டும் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்று சொல்வார்கள் இது சொலவடை அதை இத்தனை வருடமாக அழித்தவர்கள் செய்ததை எல்லாம் திருத்தி மீட்டெடுக்க வேண்டிய நிலைமை இன்று வந்திருக்கிறது கொங்கின் சங்கநாதன் சட்டமன்றத்தில் கேட்க வேண்டும் அந்த குரலாக நான் இருக்க வேண்டும் என்னை நான் தலைவனாக பார்த்துக் கொள்ளவில்லை உங்களின் கருவியாக பார்த்துக் கொள்கிறேன் என்னை கொண்டு போய் அமர்த்த வேண்டிய நாற்காலியில் அமர்த்து விட்டால் அதுதான் வெற்றி என்று நான் எண்ணமாட்டேன் எங்கள் இலக்குகளை நாங்கள் அடைந்து அதை உங்களிடம் காட்டிவிட்டு பிறகுதான் வெற்றி முழக்கமிடுவோம் நாங்கள் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் இது எங்கள் வாக்குறுதிகள் அல்ல எங்கள் இலக்கு நாங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கொட்டி கொண்டு வந்திருக்கிறோம் இங்கே அதை செய்து காட்டும் பொழுதுதான் எங்களுக்கு வெற்றி இதை நீங்கள் இந்த தேர்தல் பரப்புரையாக எடுத்துக்கொண்டாலும் சரி அடுத்த தேர்தலுக்கான பரப்புரையாக எடுத்துக்கொண்டாலும் சரி காரணம் தமிழகத்தை சீரமைப்போம் என்பது வெறும் ஐந்து வருடத்தில் நடந்து விடாது ஐம்பது வருடமாக சீரழித்ததை ஒரு பத்து வருடமாவது பிடிக்கும் சீரமைக்க என்ன தைரியம் இன்ன இந்த எலெக்ஷனுக்கே புது செய்வேன் இதுதான் முதல் தடவை இது அடுத்த எலெக்ஷனை வேற பேசுகிறானே நான் ஆரம்பத்துலேருந்து அப்படித்தாங்க பத்தொம்போது வயசுலேருந்து அப்படித்தான் பயசிட்ட எனக்கு முத முதலில் எங்கள் அப்பா எனக்கு அப்படி அப்படி ஒரு ஒரு விதமான வித்தியாசமான ஊக்கி வித்தியாசமான மனிதர் என் தகவனார் அவர்கள் பத்தொன்போது வயதில் எனக்கு ஃபிலிம் ஃபேர் அவார்டு என்று ஒன்று கிடைத்தது முதல் மலையாள படம் அந்த கிடைத்த சந்தோஷத்தில் appa appala sanfalam kadaadu thandi adithan i am 19 years old i have won the film fair award for the best actor endru adithu enna badhal solrar paaponu aavalaga kaatchikondirundhen good when is oscar i didn't get eluthu badhala adithaal oscar gadachadho illayo enna oscar naayagan endru ungal virupamaaga neengal ennai arikkonda என்னை பொறுத்தவரை அந்த ஸ்டாண்டர்டு இந்தியன் ஸ்டாண்டர்டு என்பது உலகத்தரமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு நான் வாழும் காலத்தில் ஒரு அமெரிக்கனுக்கு நல்ல நடிகன் என்ற ஒரு அவார்டை இந்தியா வழங்க வேண்டும் அதை அவர் ஆஸ்காரை விட பெரிதாக மதித்து இங்கே வந்து பணிவுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்ய முடியும் கோவையின் சாலைகளை சீரமைக்க முடியும் விரிவாக்க முடியும் எப்படி முடியாது திருடல் என்ன முடியும் கொள்ளையடிக்கல் என்ன முடியும் இந்த ஏர்போர்ட் விஸ்தீரணம் பண்றது அவ்வளவு பெரிய வேலையா ஏன் செய்யல ஏன்னா வெளிநாட்டில் சுவிட்சர்லாண்டில் பணம் எப்படி போடுறது இங்கேயே எல்லாத்தையும் கொட்டிட்டா எப்படி கொண்டு போய் நாங்கள் இலங்கையிலேயும் சிங்கப்பூர்லேயும் பணத்தை எப்படி பதுக்கிறது இங்கேயே எல்லாத்தையும் கொட்டிட்டா இந்த மொகரக்கட்டைகளுக்காக நம்ம செலவு அப்புறம் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு என்று நினைப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அவர் நீங்கள் எல்லாம் வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெறும் முகங்கள் அவர்களுக்கு கணக்கு கிடையாது நீங்கள் உறவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறேன் எங்கோ ஒரு மூலையில் ஒரு விமான விபத்து முன்னூத்தி இருபது பேர் இறந்தார்கள் ஐயோ என்னப்பா கொடுப்பது கடவுளை நம்புபவர்கள் கடவுளை ஏன் இப்படி செய்தாய் சயின்ஸை நம்புபவர்கள் என்னவாக இருக்கும் கோளாறு இப்படி பேசிவிட்டு மறந்து அடுத்த வேலையை பார்ப்பார்கள் அதில் உன் சிற்றப்பன் இருந்தான் என்று ஒரு வார்த்தை கேட்டால் குடும்பமே கலங்கி விடுவோம்லவா அந்த ஃபிளைட்ல உங்களால் உறவு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லிட்டா பதறம் இல்ல அந்த பதட்டம் உறவு இருக்கிறது என்று சொன்னால் தான் வரும் மற்றதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு கோவை நாசமா போச்சு அப்படின்னா ஆமா எவ்வளவு கோடி போயிருக்காங்க அது நமக்கு எவ்வளோ வந்தது பாருங்க அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு வழக்கு ஐயையோ என் கோவை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைப்பது என் தமிழகம் இப்படி ஆகிவிட்டது என்று நினைப்பவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது நான் ஒரு முறை ட்வீட் கொண்டு செய்திருந்தேன் அது மறுபடியும் சொன்னால் கூட தவறாகாது ஒருவன் பின்னால் ஒரு கூட்டம் அப்படின்னு கேட்டான் எவ்வளவு கெட்டுப்போச்சு நாடு பாருங்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரியே அவங்களும் மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி பேச விட்டீங்க நீங்களா என் கேள்வி அதுதான் உங்கள் மேல் தப்பு இருக்குன்னு சொல்ல எங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லாததுனால விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் அந்த சாக்கை நீங்களும் சொல்ல முடியாது நான் பெரிய தியாகம் செய்யலங்க சினிமாலாம் விட்டுட்டு அங்க இருந்திருந்தா முந்நூறு நானூறு கோடி சம்பாதிச்சிருப்பாரு அதெல்லாம் விட்டுட்டு வரல அதெல்லாம் நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டீங்க எனக்கு நான் நன்றி சொல்ல வந்தவன் அறுபது வருடமாக என்னை தோளில் தூக்கி கொண்டு நான் குழந்தையாக இருந்தபோது நடித்ததையும் இளைஞனாக இருந்தபோது நடித்ததையும் முழுவதுமாக நடிப்பு கற்காமல் சுமாராக நடித்த போதும் அதை பாராட்டி இன்னும் நடி நன்றாக நடிப்பு வருகிறது உனக்கு என்று சொல்லி என்னை நல்ல நடிகன் என்று நம்ப வைத்ததே நீங்கள் இத்தனை பேர் கைத்தட்டி நரசிக்கிறாங்கும் போது நிஜமாகவே நம்ம நல்ல நடிகன்தான் போல் இருக்கிறது என்று நானும் நம்ப துவங்கி நல்ல நடிகனானது தான் உண்மை இருபத்தி நாலு வயசா இருந்த போது என்ன சொன்னேன்னோ அதே தான் நான் வயசுல சொல்றேன் இந்த தமிழ் சினிமாவை இருக்கும் இடத்திலிருந்து வேறு நிலைக்கு கொண்டு போகாமல் நான் ரிட்டையர் ஆக மாட்டேன் என்று இருபத்தி ரெண்டு வயது சொல்லி இருக்கிறான் பேட்டிகள் இருக்கிறதை எடுத்து படித்து பாருங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கும் நிலையிலிருந்து வேறு நிலைக்கு கொண்டு போக வேண்டும் உலக சினிமாவை நெருங்க செய்ய வேண்டும் என்று நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் செயலாக்க முற்பட்டு இருக்கிறேன் அதற்கான சான்றுகள் இருக்கின்றன தொழில்நுட்பத்தை உபயோகித்து என்னவென்னாம் திறமைகளை எங்கிருந்தெல்லாம் கொண்டு வர முடியுமோ அவற்றையெல்லாம் கொண்டு வந்து நான் இதற்கு முன்னால் இருந்த துறையை எப்படி மேம்படுத்தினேன் என்பதற்கான சான்று உங்களுடைய பாராட்டுக்கள் அரசு எனக்கு வெவ்வேறு நாடுகள் என்னை அழைத்து கொடுத்த பாராட்டுக்கள் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் கிடைத்த பணம் புகழ் நண்பர்கள் பன்னாட்டு தொடர்புகள் இவையெல்லாம் பயன்படுத்தி நான் எப்படி தமிழ் சினிமா துறையை ஒரு பெரிய மாற்றம் செய்தனோ அதையெல்லாம் தெற்கு கோவையிலும் செய்து காட்டுவேன் எங்கள் கூட்டத்தின் துணையுடன் அதை தமிழகத்திலும் செய்து காட்டுவேன் இது சூளுரை அதாவது ஓட்டு போடுங்கள் என்பதற்காக அல்ல வாய்ப்பு கொடுங்கள் நேரம் இல்லை எனக்கு அறுபத்தி ஆறு ஆகிவிட்டது உங்கள் சேவையில் இன்னும் பல நாள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இப்போதே கொடுங்கள் கையில் நான் முதல்ல கொஞ்சம் கேர்லஸ் இருப்பேன் நிறைய சாப்பிடுவேன் எக்ஸசைஸ் ஒரு நாள் பண்ணலாம் இப்பெல்லாம் ரொம்ப ரெகுலரா ஒரு நாலு அஞ்சு வருஷமா ஏன்னா சேவை இந்த கருவி உங்களுடைய கருவி அதை பாதுகாக்க வேண்டும் அது பஞ்சர் நின்ற கூடாது நிக்காது அதுக்கு காரணம் நீங்க தான் இங்க நிறைய பஞ்சரான கேஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஓரம் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் அதனால தான் இவர்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறேன் இவர்களை அகற்ற வேண்டும் என்று நான் சொன்னால் போதுமா நீங்கள் சொல்ல வேண்டாமா இந்த குரல் ஒலிக்கட்டும் கோவை மண்டலம் எங்கும் ஒழிக்க ஒலிக்கட்டும் கோவை எங்கள் கோட்டை என்று ஊழல்வாதிகள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லுங்கள் நீங்கள் உடைக்க முடியாத கோட்டை என்று ஒன்று இல்லை என்று எங்கள் கூட்டத்திற்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த கோட்டையும் அப்படிப்பட்டதுதான் இதில் ஏற்கனவே எத்தினால் விழுந்துவிடும் அந்த நேர்மை நம் அனைவருக்கும் வேண்டும் அதாவது ஏழைகள் பழகரப்படும் ஏழை ஐநூறுக்கு அஞ்சாயிரத்துக்கு ஆறு பேர் இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு அப்பா அம்மா போய் நாயராக வந்துடும் அப்படின்னு அவன் நினைக்கிறது இல்ல தப்பு இல்லை ஏழ்மை அவனை அப்படி நினைக்க வைக்கிறது அவன் கையில இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கு நினைக்க மாட்டான் போதும் என்ற மனம் பொன் அந்த மனம்தான் நம் கசானாவை நிரப்பியது என்பதுதான் நாடறிந்த உண்மை நாம் அறிந்த உண்மை அப்படிப்பட்ட ஒரு தமிழன் தான் நானும் வரி எப்படி கட்ட முடியுது வருடமாக கட்டிக்காகத்தனை போ அநியாய் சேர்த்து அடிப்பட்டது நீங்க மட்டுமா நானும் ஆனாலும் நேர்மையானவர்கள் நினைத்தால் நேர்மையாக வாழ முடியும் என்பதற்கான சான்று பல இருக்கின்றன மேடையில் ஒரு சான்று நின்று கொண்டிருக்கிறது இங்கே அரங்கில் அமர்ந்து கொண்டிருக்கும் அத்தனை பேருமே சான்று காரணம் நீங்க எல்லாரும் கவாட்டர் பிரியாணி வாங்கிட்டு வரலைங்க அதுவே போதுமானது நான் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் இப்படி கூட்டம் கூடுகிறது அது நேர்மையாளர்களின் கூட்டம் இந்த கூட்டிற்கு தலைமையாக இந்த கொள்ளைக்காரர்களாக இருப்பது வெள்ளையனே வெளியேறு சொல்லி ஆகிவிட்டது இப்போ கொள்ளையனை வெளியேறு என்று சொன்னால் போதாது செய்ய வேண்டும் ஏப்ரல் ஆறு மிக முக்கியமான சரித்திர ஒரு தேதி சரித்திர தேதி இன்னொரு எல்லா மேடைகளிலும் சொல்லிக்கொண்டு வருகிறேன் பி ராமமூர்த்தி அவர்கள் ஒரு பெரிய தலைவர் அவருடைய திராவிடக் கழக வரலாறு என்று நினைக்கிறேன் அதை பற்றி சொல்லும்போது நானூற்றி இருபத்தி மூணாவது பக்கமும் இன்னும் ஞாபகம் போய் படித்து பாருங்கள் அவர் அண்ணாவை நோய்வாய்பட்டிருக்கும் அண்ணா அவர்களை சென்று பார்க்கிறார் எதிர்வாதம் செய்து கொண்டிருப்பவர்கள் வெவ்வேறு சித்தாந்தத்துக்காரர்கள் இருப்பினும் சென்று சந்திக்கிறார் அங்கே அண்ணா படுத்த படுக்கையாயிருக்கும் அண்ணா சொல்கிறார் நாங்கள் இவ்வளவு சீக்கிரம் ஆட்சிக்கு வருவோம் என்று நினைக்கவில்லை வந்துவிட்டோம் ஊழல் பெருகிவிட்டது நான் சாகும் வரையில் என்னால் முடிந்ததை செய்துவிட்டு I will die in harness. அதாவது சேனம் கட்டி குதிரையாக சத்து விழுவேன் நான் அதுவரை பணி செய்வேன் என்று சொன்னதற்கான சான்று இது நான் சொல்லலைங்க ஐம்பது வருடமா நடக்குது என்று எப்படி சொல்லப்போச்சு என்று என்னிடம் கோவித்தவர்கள் நான் சொல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய விமர்சனம் அண்ணா அவர்கள் சொன்னது மூன்றாவது அணி ஜெயித்ததே இல்லை என்கிறார்கள் பழகருப்பையா அவர்கள் அற்புதமாக நினைவுபடுத்தினார் எம்ஜிஆர் அந்த மூன்றாவது அணிதான் என்னிடம் கேட்கிறார்கள் நீங்கள் என்ன ஹெலிகாப்டர்லாம் வர்றீங்க எங்கிருந்து பணம் வருது கிறிஸ்துவ பணமா இஸ்லாமிய பணமான ஏன் பணம் அதுக்கு ஜாதி கிடையாது ஏயா நேர்மையாக சம்பாதிச்சவனை பார்த்து கணக்காக கேட்குறீங்க நீங்கள் பதிலுக்கு நான் கேட்டால் தாங்குவைங்களா நீங்கள் ஐயா மூன்றாவது அணி ஜெயிக்காதுன்னு சொன்னீங்களே அந்த மூன்றாவது அணியாக வந்தவரே கேட்டது கணக்கு தான் கேட்டது மாத்திரம் இல்லை வென்று எடுத்தார் வென்று எடுத்த பிறகு ஒரு தலைவர் சொல்கிறார் நாங்கள் சாப்பிட்ட இலை மிச்சத்தில் நீங்கள் சாப்பிட்டுங்க ஐயா நாங்கள் எச்ஐலையில் சாப்பிட வரல அப்படின்னார் புரட்சி தலைவர் நாங்கள் நீங்கள் சாப்பிட்ட இலையில் சாப்பிட வரலைங்க எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்கன்னு கணக்கு எடுக்க வந்திருக்கேன்னார் அந்த கணக்கு நாங்கள் எடுப்போம் போகும்போது கடமை நமக்கு இருக்கிறது தமிழ்நாட்டை ஒன் டிரில்லியன் டாலர் எக்கானமியாக மாற்றுவது நம் கடமை அதை செய்வதற்கு நீங்கள் எனக்கு என் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் பதினெட்டு நாள் தான் இருக்கு மக்களுக்கு ஞாபகமே இருக்கு அது பத்து வருஷம் ஆகும் உங்கள் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க என்றார்கள் பதினெட்டு நாட்களில் கொண்டு சேர்த்த அதன் பயன்தான் போன முறை தெற்கு கோவையில் நாங்கள் வாங்கிய ஓட்டுகளின் பலன் பல இடங்களில் பத்து பர்சன்ட்டுக்கு மேல் பல இடங்களில் பதினோரு பர்சன்ட்டுக்கு மேல் என்றெல்லாம் வாங்கியது பதினெட்டு நாட்களில் நாங்கள் எங்கள் டார்ச் லைட்டை கொண்டு சேர்த்தது அந்த பதினெட்டு நாள் சேர்த்தவங்க கிட்ட மூணு வருஷத்துக்கு கொடுத்தா எவ்வளவு முன்னேறி இருப்பாங்க நீங்களே இருள் சூழ்ந்த ஊழல் சூழ்ந்த இந்த தமிழகத்தில் இப்போதைக்கு இருப்பது இந்த டார்ச் மட்டுமே நாளை நாங்கள் இருப்போம் அவங்களும் தான் நாங்களும் கையில் விளக்கெல்லாம் இருக்கு அது தீவெட்டி கொள்ளை அந்த விளக்கு உங்களுக்கு மாத்திர கண்டு தெரிகிறதுக்காக பச்ச விளக்கு இது அப்படி அல்ல நிஜமாகவே வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் காரணம் எந்த ஒரு கட்சி தலைவரும் சொல்ல துணியாதது எம்ஜிஆர் வேண்டாம் சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் எங்கள் எம்எல்ஏக்கள் உங்கள் தொகுதி மக்களிடம் வந்து பேசி என்னென்ன குறைகள் இருக்கின்றத என்று பட்டியல் போட்டு இதை இத்தனை காலகட்டத்திற்குள் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போடுவார்கள் கேரண்டராக நான் கையெழுத்து போடுகிறேன் என்பது உங்களுடைய உரிமையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அரசு செய்ய வேண்டிய சேவையை நீங்கள் கெஞ்சி பெறக்கூடாது அவர்கள் உங்களுக்கு மன்னர்கள் என்று நம் அரசியல் அமைப்பு சொல்லுகிறது அதை நிஜமாக்க வேண்டும் நிஜமாக்க முடியும் பண்ணது வந்து அது ஒரு சின்ன ஊருங்க பண்ணிடலாம் இப்படி எது சொன்னாலும் தாவது ஒரு விமர் சொல்ல துணிந்தவனை கொஞ்சம் தூக்கி பிடியுங்கள் வித்தியாசம் தெரியும் அங்கே என் சகோதரர் இருக்கிறார் அவர் எங்கூட கட்சியில் சேர்றாரா இல்லையா அதெல்லாம் எனக்கு கணக்கே கிடையாது நல்லவன் எங்கிருந்தாலும் அவன் என் கட்சி அவன் அது இல்லாத பட்சத்தில் என் கட்சியில் இருக்கக்கூடாது இவ்வளவுதான் சிம்பிள் என்னுடைய என்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் என்ஜிஓக்கள் கூட்டமாக சேர்த்திருக்கீங்களே ஏயா நீங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தபோது அனந்த சயனத்தில் இருந்தபொழுது நாட்டை காத்தது வெறும் சத்தியம் மட்டுமல்ல இவர்களும் தான் ஒரு வெள்ளம் சூழ்ந்தால் வந்து உதவி செய்வதற்கு எந்த வசதியும் இல்லாமல் வைத்திருந்தீர்கள் தமிழ்நாட்டை அப்பொழுது இக்களத்தில் இறங்கி செய்தவர்கள் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான் அதில் கமலாசன் நற்பணி இயக்கமும் ஒரு இடம் வகிக்கிறது ரத்த தானம் வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கிறோம் பாருங்கள் இப்ப நான் சொன்னேன்னா கணக்கு சொல்வார் தங்கவேலு எத்தனை பேர் கண்தானம் செய்திருக்கிறார்கள் கை தூக்குவாங்க எங்கள் ஆட்கள் என்னுடைய எஞ்சிய வாழ்நாள்னு சொல்றேன் இல்லையா அது முடிந்த பின்னும் என்னுடைய உடல் உங்களுக்கு என்று தானம் செய்தவன் நான் இனி எல்லாமே உங்களுக்குத்தான் என்பதற்கான முதல் கட்டத்துக்கே நான் போயிட்டேன் நான் அதாவது கடைசி கட்டம் என்று சொல்வார்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் மரணம் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டவன் நான் அதுதான் என் மதம் வாழ்க்கை தான் என்னுடைய மதம் என் வாழ்க்கை தான் உங்களுக்கு செய்தி அதை அவ்வாறாகவே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நான் பேசுவது நிஜம் நிஜத்தை பேசுவதற்கு கூட ஒரு காலகட்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது பத்து மணி ஆகிவிட்டது தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கலாம் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் விடுபட்ட அவினாசி அசம்பளை அவர் பேர் விடுபட்டு போச்சு மேட்டுப்பாளையம் வேட்பாளர் ராஜ்குமார் அவர்கள் இருபது கோவை இளைஞர்கள் முன்பின் தெரியாது நற்பணி இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல கோவை இளைஞர்கள் அவர்களின் அவர்களின் கரம்போர்க்கும் ஒரு நிகழ்வு இது எங்களுடன் கரம்போர்க்கும் நிகழ்வு நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ் வீட்டிலும் இதுபோல் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிறார்கள் சரி இத்துடன் இன்னொரு விஷயம் சகோதரர் ஷெரீப் அவர்கள் மேடையில் கேட்டார் கண்டிப்பாக அந்த இரண்டு இடங்கள் அவர் கேட்டது போல் அவருக்கு ஒதுக்கப்படும் நான் பேசிக்கொண்டிருந்தேன் அவரை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் இன்னொரு தொகுதியின் வேட்பாளர் ஷாஜகான் அவர்கள் காவல்துறையினருக்கு நன்றி இந்த விழாவை இதுவரை தொடர விட்டதற்கு நன்றி இளைஞர்கள் எங்கள் வாக்குகள் விற்பனைக்கு அல்ல என்ற கோஷத்துடன் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் இதிலிருந்து எனக்கு புலப்படுவது நாளை நமதே என்பதுதான்